வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் இந்த வீடியோ கிளிப்பில் உங்களுக்கு நான் இலங்கையிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் தான் காட்ட போகிறேன் முதலாவதாக பார்த்தீங்கன்னா பிளாப்பழம் ஒரு முழு பிளாப்பழத்தை நாங்கள் அங்கேருந்து கொண்டு இருக்கிறேன் எதுவும் பழுதாக போகாமல் நல்லா இருந்தது அதான் இப்போ வெட்டுறதை பார்க்குறீங்க நல்ல டேஸ்டாகாமல் இருந்தோம் உள்ளுக்கு எந்த ஒரு நசிஞ்சோ இல்லை அது பழுதாக அப்படி எதுவுமே இல்லை அங்கே ஒரு பிளாப்பிழ திண்டாவில அப்படிமா ஒரு இருநூறு ரூபீஸ் தான் வரும் ஒரு ஜூரோவை விடா குறைவாக தான் வரும் நல்லா சீப்பாக இருக்கும் இந் இங்கே கொண்டு வர்றது அதை பெருமதியான ஒரு சாமான் தான் இருந்தது அதோடு பார்த்தீங்களா நான் ரிச் கேக் செய்கிறதுக்காக அங்கே செடி பழங்கள் எல்லாம் நல்லா மெலிவாக இருந்தேன் பாதவாலை ரயிட் செல் பிஞ்செளி எல்லாம் ரிச் கேக்குக்காண்டி எல்லாம் வாங்கிக் கொண்டு வந்தேனேன் அங்கே போனீங்களேன்னா அங்கே நல்ல மெலிவாக இருக்குது இங்கே வெயினாட்டில் செய்ய அனுவில் அங்கே இப்போ மெலிவாக இருக்குது அதோட நான் வாங்கினது தேயிலை அங்கே தேயிலை விருப்பம் எனக்கு அங்கே தேயில வட்டை விலை தேயிலாம் வாங்குகிறேனா அதை பார்த்திங்களா கிராம் ஒரு பேக்கெட் அதில் வாங்கினான் அதோட இன்னமும் ஒரு கேக் அடிக்கிறதால அடிக்கடி வேணா சென்ஸ் வாங்கினான் இங்க வெட்டில் இது செய்யான வீல் அங்கே மேலே வேண்டது அப்போ அது ரெண்டு மூணு போத்தில் வாங்கினான் அதோட இது பனங்கட்டி குட்டான் உங்கள் ஊரில் இருக்கிறாங்க தெரியும் பனங்கட்டி நல்லது நாங்கள் தீ குடிக்கலாம் நல்ல சுவர்காரருக்கு நல்ல ஒரு சாமான் அதோட இது பார்த்திங்கன்னா இதுவும் கேக்கு விட்டு சாப்பிட்றது கித்துளண்டு இது தேங்காயை அங்கே தேங்காய் எடுத்து தயாரிச்சு என்ன தேங்கானை அதோட பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஜான படம் போட்ட ஸ்ரீலங்காண்டிய இந்த கிளாஸ் கொண்டு வாங்கினான் அதோட இது பார்த்திங்களா வத்தல் மிளகாய் இது தூள் சில்லி பவுடர் இதில் பார்த்தீங்களா கருவாடு இருக்குது இந்த பேர கருவாடு அப்படியே துண்டு துண்டாக வெட்டினா அது நிறைய டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் காய்ச்சி பாத்தம் காஞ்சி போய் நல்லா இருந்தது இந்த பழுதாப்படாமல் அதோட நெத்தளி கருவாடு அது நெத்தளி கருவாடு இதுவும் நல்லா இருந்தது இதுவும் கொண்டு மாசிக்க உணந்து நாங்கள் இது பார்த்திங்கன்னா சின்ன நான் வெட்டியில் துண்டாயிருக்கு நாங்கள் இது சம்பால் இடிக்கல சின்ன நான் வெட்டிட்டு அதோடய சேர்த்து போட்டு இடிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதில் அது வரையல் செய்யக்கில் சின்ன துண்டு வளாக போட்டுட்டு வறுத்தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் வளர்ந்தால் நான் ஏன் இதுவரை நான் முக்கியமாக உணர்ந்தேன் எனக்கு காலம் இருக்குது பழுதா போகாமல் அதால தான் இந்த சாமான்கள் உணர்ந்து நாங்கள் இதெல்லாம் தான் நாங்கள் உணர்ந்துனால் சரி டென்மார்க்கு